சில நேரங்கள்ல வாழ்க்கை எதிர்பார்த்ததை விட ரொம்ப சுமாரா இருக்கு சில நேரங்கள்ல எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு கொஞ்சம் சரி சரின்னு போனா அது எல்லாம் சரியாயிருக்கும்